வணக்கம் டெய்லி நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறோம் பட் ஆனால் ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டக்குன்னு பக்கத்தில் இருந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க இங்கே வந்து ட்ரெண்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும்ல இந்த சாட் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ட்ரி எங்கே எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு லைவாகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இதை பற்றி நம்ம டெய்லி வீடியோஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சாட்டில் பார்க்குறோம் ஒரு April 13th, ஒரு 1245 ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறமா லைவாக பார்த்தீங்கன்னா நமக்கு Buy Call ஜெனரேட் ஆகுது கால் வரும்போதே பாருங்கள் க்ரீன் கலரில் Signal மாதிரி நமக்கு கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் ஆகுது இதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக இப்போ Market Trend என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்டு தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லைனா செல் பண்ண போகிறோம் ஸோ பை கால் வரும்போதெல்லாம் க்ரீன் கலர்லையும் அதே சமயத்தில் செல் கால் வரும்போது நமக்கு ரெட் கலர்லையும் கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் ஆகும் எப்போ மார்க்கெட் ட்ரெண்டு மாறுதோ எப்போ பையிலேருந்து செல் மாறினா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் அதே செல்லிலேருந்து பை மாறினா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரியே செட் பண்ணியே வச்சுருக்கோம் ட்ரெண்டு மாறினா உங்களுக்கு காலே ஜென்ரேட் ஆகும் ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளான ஒரு சார்ட்டாக இது உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி நமக்கு ஃபார்ட்டி ஒன் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு ஒன்றும் இல்லை அந்த க்ரீன் கலர் கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் கூறிய லைன் மேலே இருக்கிறதெல்லாம் டார்கெட் லைன் கீழே இருக்க அந்த ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஒன் மினிட் கேன்லையும் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அந்த கால்ஸை பார்த்துட்டு வெறும் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும் நீங்கள் மேனுவலாகவும் இதை வச்சு ட்ரேடிங் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி உங்கள் ப்ரோக்கரை கொண்டு கனெக்ட் பண்ணி வச்சும் ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா WhatsAppல ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் Buy call ஜென்ரேட் ஆனது நல்லாவே மூவ் பண்ணுச்சு பட் ஒரு 30 மினிட்ஸ் மேலே டைம் வந்து நமக்கு எடுத்துக்கிச்சு கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்தே புல்லிஷ் மொமெண்டமாக இருந்தது ஃபைனலாக இப்போ ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து தான் ஃபஸ்ட்டாக ரெட்டை பிரேக் அவுட் ஸோ மார்க்கெட்னுடைய மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மேலே கீழே நிறையா ஒரு ரேலி மாதிரி போச்சு நீங்களே கூட பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆன ப்ளேஸ் இங்கே தான் இங்கேருந்து அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி போனாலும் மார்க்கெட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டார்ட்டை ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதேமாதிரி இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்லையும் பார்க்க முடியும் இது வந்து ஃபார்ட்டி வீக்லி கால் ஆப்ஷன் சார்ட் ஓகேங்களா 205ல நமக்கு பைக்கால் ஜெனேட் ஆயிருக்கு ஜெனேட் பாருங்க 310 வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ த்ரீ வரைக்கும் பிரேக் அவுட் நம்ம வந்து சொல்லலாம் ஆக்சுவலி இன்றைக்கி எக்ஸ்பெரி டே வீக்லி ஆப்ஷன்லாம் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகுது இருந்தாலும் நம்ம ஒரு இந்த மணி ஆப்ஷனில் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு எயிட்டி பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு நீங்கள் இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சாட்டை பார்த்துட்டுருப்பீங்க அதில் உங்களுக்கு கால்ஸ் வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய இன்ட்ராடேட் ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க் யூ